பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஆக்சுவலி ப்ரியஸ் டேனுடைய செல் காலை ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு நேற்று நம்ம லைவாக அந்த கால் எப்படி வந்துச்சுன்னு ஷோ பண்ணோம் அதை காட்டுறோம் இன்னைக்கு பிப்ரவரி 21st ஒரு டியூஸ்டே மார்க்கட் பார்க்குறோம் டென் ஓ கிளாக் பாருங்கள் ரெண்டு கேண்டில் நல்ல மேலே இருச்சு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த சார்ட்டில் ட்ரெண்டு எப்போ மாறுதோ அப்போ கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ நமக்கு ஆல்ரெடி செல் கால் போய்ட்டு இருந்துச்சு செல் கால்னால் ஃப்ரெஷ்ஷான கால் கிடையாது பழைய கால் தான் அது போய்கிட்டு இருந்தது நல்ல ஷார்ப்பாக ரெண்டு கேண்டில் மேலே வந்து பிரேக் அவுட் ஆனதுனால பைக் கால்லாம் சேஞ்ச் ஆகி க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஸ்டாப்லாகஸ் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் டாரர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்டுக்கு மேலே செகண்ட் டாரட் டூ ஹண்ட்ரெட் பாயிண்ட்டுக்கு மேலே ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஆக்சுவலி ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கு ஆனால் அந்த செல்கால் நமக்கு ஜென்ரேட் ஆனது நமக்கு நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுந்தா இருந்தாலும் ஒரு க்ளான்ஸ் கண்டி ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபார்ட்டி ரேஞ்ச் ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்திங்கனா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் டென் ஃபிஃப்டீனு கூட சொல்லலாம் செல் கால்ரேட் ஆயிருந்துச்சு நேற்று ஜென்ரேட் ஆனது ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் அதாவது லெவன் ஓ கிளாக்லேருந்து தான் இறங்க ஆரம்பிச்சு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலை ஸோ அதனுடைய கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக அங்கேருந்து இறங்கிக்கிட்டே இருந்தது செகண்ட் ஆர்ட் ரேஞ்செலாம் ஒரு டுவெல் அப்புறம் பிரேக் அவுட் மார்க்கெட் நேற்று ஃபுல்டே இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கும் டென் வரைக்கும் டவுன் சைடு தான் இந்த சார்ட்டில் இந்தமாதிரி லைவ் மார்க்கெட்டில் கேண்டலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அது மேலே போச்சு அப்படின்னா அப்பர் சைட் ப்ரேக் அவுட் ஆகிட்டு பைக் கால் ஆகும் அதே கீழே வந்துச்சுன்னா டவுன் சைட் ப்ரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு செல் கால்னு சொல்லிட்டு கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகும் ஸோ நமக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் மாறுறக்கேற்ற மாதிரி சிம்பிளாக சொன்னோன்னா ட்ரெண்டு மாதிரி இருக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும் என்ட்ரி பாயிண்ட் ஒன்றும் இல்லை அந்த க்ரீன் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கல ஃபார்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டாரட் வந்து 863 102.3 த்ரீ ஒன் ஆட் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் ஸோ நமக்கு கிடச்சிருக்க அந்த கால் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான் இந்த 10 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து ஃபர்ஸ்டார் அட் ரேஞ்ச் 40,863 தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீயை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிச்சு அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டமில் தான் இருந்துச்சு மன்த் அண்ட் ஆப்ஷனுடைய எக்ஸ்பைரி ஸோ அதனால் மந்த் அண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் டைரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டும் பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டு அதில் என்ட்ரி வர்றப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதில் என்ட்ரி எடுத்து ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் ஒன் ஃபார்ட்டி செவனில் பை கால் வந்துச்சு ஒன் நைன்ட்டிக்கு மேலே இப்போ ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சாட் வச்சும் நீங்கள் கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்க சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ